அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க குரு பயிற்சி கொண்டான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்னைக்கு உங்களுக்கு கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீனம் வீட்டுக்கு வராரு கடந்த ஆண்டு வந்து அதிசார குருவா இந்த மாதிரி நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஆண்டு மீனம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுனால கரெக்டாக ஒன் இயர் வந்து மீனத்தில் தான் இருப்பார் அதற்குண்டான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்களும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன் பாருங்கள் இருந்தாலும் ஓவராலாக எப்படி இருக்குது உங்களுக்கு மேஷ ராசிக்கு இந்த ஒரு வருட காலம் அதாவது அடுத்த வருடம் வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஏன்னா குரு வந்து இன்னும் ஒன் இயருக்கு மீனத்தில் தான் இருப்பார் இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க மேம் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானம் போகம் சொல்லக்கூடிய இடம் சாப்பிட்டு நல்லா உறங்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு தன் வீட்டுக்கே குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு தேவையில்லாதங்கள் விரயங்கள் ஏற்படும் அதாவது ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா அதிசார சனி பயிற்சியும் நடக்க போகுது இந்த மாதம் வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அடுத்தது அதிசார சனி பயிற்சியும் நடக்கிறதுனால ஒரு அதிசார சனி பயிற்சி ரெண்டரை மாதம் தான் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலுமே அத உடல்ல கவனம் ரொம்ப ரொம்ப தேவை மேஷராசிக்காரங்களுக்கு அதனால சுப விரயங்களை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானே வர்றதுனால சுப விரயங்கள் தான் ஏற்படும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா வண்டி வீடு வாகன யோகங்கள் கண்டிப்பா அமையும் வீடு கட்டாதவங்க கூட இந்த தடவை வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சுப செலவுகளாக போயிடும் இடம் இல்லாதவங்க கண்டிப்பாக இடம் வாங்கினா நல்லது இல்லை வச்சிருக்கவங்க கூட நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் அதாவது இந்த டைமில் ரைட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டைம் இது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வாகனங்கள் மாற்றி அமைக்கிறது அதாவது பழைய வாகனம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கிறது அந்த மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் சுப விரயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கி வைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் டைமண்ட் கோல்டு இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து சுப விரயங்களில் வரக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா வேற என்ன செலவுகள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் செலவு கண்டிப்பாக வருங்க தேவையில்லாத நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏன்னா பதினோராம் இடத்துக்கு சனி வராரு அதிகாரமாக தான் வராரு ஒரு ரெண்டரை மாதம் வந்து உடல்நிலையை நீங்கள் ஜாக்கிரதையை தான் பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுடைய மேஷ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்குதான் சொல்றேன் மற்றும் லக்கணக்காரங்களுக்கும் சொல்றேன் பதினோராம் இடம்ன்றது பாதகஸ்தானம் அதனால சனி தன் வீட்டுக்கு வரதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் அதனால கவனமா இருங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி சுப செலவுகள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம் கொண்டு வராது ஆனா நிறைய செய்யுங்க அன்னதானம் போடுங்க அம்மாவாசை பௌர்ணிம் என்னைக்கு அன்னதானம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மாடுகளுக்கு உணவு கொடுங்க பறவைகளுக்கு டெய்லியுமே நீங்கள் உணவு வச்சுட்டு ஒரு டப்பாவில் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் நீங்கள் ஒரு தண்ணி வைங்க ஏன்னா வெய்ய காலத்துக்கு வந்து அது குருவி காக்கா எல்லாம் வந்து தண்ணி சாப்பிட்டுட்டு போவாங்க அதனால் இது வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் உங்களை பாதுகாக்கும் இதெல்லாம் பண்ணால் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் பண்ணுறது மூலிமா ஒரு குட் கருமாவாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் இத்தனை விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்ப மீண்ண வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பார்வைகள் மேஷம் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பாக்குறாரு சுகஸ்தானத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ரஸ்தானத்தையும் பாக்குறாரு அடுத்து எட்டாம் இடம் ஆயில் பாக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமையும் குறிக்கும் ஆயுளையும் குறிக்கும் அதனால உங்களுக்கு குரு பகவான் டைரெக்டாக நாலாம் இடத்தை பார்க்கறனால சுகஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து படிப்படியாக பல சேர்ந்ததை விட கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை இருந்தாலும் சனி வந்து பதினோராம் இடத்துக்கு வரதுனால வண்டி வாகனத்தில் பிரச்சனை வர மாதிரி இருக்குது அதனால வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஃபோர் வீலர் எடுத்தாலும் சரி டூ வீலர் எடுத்தாலும் சொன்னால் ரொம்ப லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது நல்ல விஷயம் அடுத்தது நாலாம்ட சுகஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால வண்டி வீடு வாகன யோகங்கள்லாம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா புதுசாக நீங்கள் கண்டிப்பாக ஃபோர் வீலர் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்கிறதுக்கான ரைட் டைம் இது கண்டிப்பாக அதை ஒரு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதை நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்து இந்த மாதத்துக்கு பிறகு அதாவது நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து நீங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அடுத்தது ஆறாம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது உங்களுக்கு உடலில் எந்த பிரச்சனைகள் வழிகள் இருந்தாலும் அந்த படிப்படியாக என்ன குரு பார்க்கறதுனால குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளோட பிரச்சனைகளில் எப்பவுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து இப்போ அந்த வீரியம் குறையும் ஏன்னா ஆறாம் இடத்த குரு டைரெக்டாக பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் கவலைப்பட இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அதில் லக்னாதிபதி என்ன தசை நடக்குது சுபர்கள் தசை நடக்குதா இல்லை அசுபர்களுடைய தசை நடக்குதா உங்களுக்கு ஃபேவரபிளான தசை நடக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா லக்னாதிபதி தசை நடக்குதா பத்துக்குடி தசை நடக்குதா அது ஒவ்வொரு கட்டத்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு அதே அசுபர்களோட தசைனா உங்களுக்கு கருமா கொடுக்கக்கூடிய தசைகள் ராகு தசையா கேது தசையா அதில் என்ன புத்தி போயிட்டு இருக்கு என்ன அந்தரம் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தா உங்களுடைய இப்போ நடப்பு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் இப்போ கோச்சார பலன் தான் இது கண்டிப்பாக இது நடக்கும் ஆனால் வந்து உங்களுடைய ஜனலகான ஜாதகத்துல உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகும் அதனால் நம்ம அந்த ஜாதகத்தையும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் என்னைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினை நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது மேஷ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ரன்றது ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம்னால் இந்த எழுவத்தஞ்சு நாள் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் வந்து சொல்லியிருக்கேன் குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி அதிசார சனிப்பயிற்சியும் நடக்குது அதனால் உங்களுக்கு அந்த பாதகாதிபதி வந்து வீரியமாகும் ஹெல்த் ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது குரு டைரெக்டாக ஆறாம் இடத்தை பார்க்கறனால அந்த ப்ராப்ளம் குறைவு இருந்தாலும் வெளியே நீங்கள் பார்க்க வெளியே போகும்போது பார்த்து கவனமாக தான் நீங்கள் போகணும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணக்காரங்களுக்கு இந்த அறிவுரை நான் சொல்லிட்டுருக்கேன் அடுத்தது எட்டாம் இடம் கணவன் ஒற்றுமை அதாவது சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு இணக்கமில்லாத ஒரு இத்தனை நாள் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் வந்து ஆயிலையும் குறிக்கும் கணவன் மனைவி குறிக்கும் விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும் கண்டிப்பாக எந்தளவுக்கு உங்களுக்கு செலவுகள் ஆகலோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்கம் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்கும் தொழில் மூலிமாவும் சரி நீங்கள் செய்கிற வேலைகள் மூலிமாவும் சரி நீங்கள் ஆனால் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இந்த பீரியடே டஃப்பான பீரியடு தான் ஏன்னா மேஷம் வீட்லேயே ராகுபகம் வரதுனால ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் மேஷராசிக்காரங்க உடல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேக் பெயின் அதிகமாக வரும் ஹெட் ஏக் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் இது வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க இந்த மேஷம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சலசலப்புகள் வீட்டில் பிரச்சனைகள் சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இப்போ எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாயிடும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மெயினாக உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து சுபசெலவுகளாக பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் ஸ்டெப்ஸும் நீங்கள் எடுக்கிறது நல்ல விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிசார சனி பயிற்சினால உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கே சனி வரதுனால தொழிலில் லாபங்கள் நிறைய கிடைக்கும் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் உங்களோட தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த மாற்றங்களும் கிடையாது ஆனால் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்